அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மீன ராசி மற்றும் மீன லக்கணத்துக்கு உண்டான பலன்களை இப்போ பார்க்கலாங்க மீன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன வீட்டுக்கே குரு பகவான் வராரு ஒரு கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் அதிசாரமாக வந்து ஆறு மாதம் வந்து பின்னோக்கி வந்த காலகட்டம்லாம் இருந்தது இந்த முறை பார்த்திங்கன்னா ஒருவருட காலம் வந்து மீன வீட்டுக்கே தான் வரப்போர் குரு பகவான் ஆனால் அவருடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஏழு ஒன்பது தான் பார்வை அவர் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் தான் போன ராகு பகவான் இரண்டாம் இடத்துக்கு ராகு கேது பயிற்சி இந்த வருடமாக இருக்கு ராகுபகவான் வந்து இரண்டாம் இடத்துல இருக்காரு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்காரு எட்டாம் இடத்துல கேது இருக்காரு அப்போ இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் அப்படின்னா நம்ம தேவையில்லாத வார்த்தைகள் விடக்கூடாது வெளியே நீங்கள் போறீங்க ஏதோ ஒரு விஷயமா உங்கள் ஒர்க் விஷயமாக போனாலும் சரி எந்த விஷயமா போனாலும் சரி வார்த்தைகளான ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை விட்டுட்டிங்கன்னா அதில் மாட்டிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் ஆனால் இன்னும் ஒரு ஒன்றரை வருடம் வந்து நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் குரு குருவையும் நம்ம பார்த்து தான் சொல்லணும் ராகுக்கேது பயிற்சியை வச்சியும் சொல்லணும் அதே மாதிரி இந்த ரெண்டரை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஒரு இரண்டரை மாதம் வந்து சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வர விரய சனி தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் நிறைய வருங்க ஃபஸ்ட்டு ரெண்டரை மாதம் அதாவது குரு பகவான் வந்து ஒரு ரெண்டரை மாதத்தில் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக ஏற்படும் குரு தன் வீட்டுக்கு வந்தனால ஜென்ம குருவாக இருந்தாலும் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு இதனால் வரைக்கும் குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் கட்டாயம் கிடைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் மீன ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு அடுத்தது ஏழாம் இடம் களத்திரஸ்தான பார்க்குது இது வரைக்கும் மாங்கல்யம் பாக்கியமே இல்லை திருமண பாக்கியமே எனக்கு இல்லை நான் கஷ்டத்தில் இருக்கேன் மனவளைச்சலில் இருக்கேன் நிறைய பேர் வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க சொல்லிட்டுருக்கீங்க மீன ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இந்த டைம் வந்து நீங்கள் சாதாரணமாக நீங்கள் மாப்பிளையோ இல்லை பொண்ணு ஜாதமோ பார்க்கும்போது ஈஸியாக செட் ஆகிடும் அதில் இந்த டைமாக ஸ்டெப் எடுத்து பாருங்கள் அடுத்து ஒன்போதாம் இடம் ஒன்போதாம் இடம் பாக்யஸ்தானம் அனைத்து இதன செல்வங்களும் வந்து சேரக்கூடிய இடம் அந்த இடத்த குரு பகவான் பார்க்குறாரு தந்தைஸ்தானம் வேறு அதனால் தந்தை மூலிமா லாபங்கள் தந்தை மூலியமாக ஆதாயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் நீ கவலையே பட தேவையில்ல மீன ராசி மற்றும் லக்கணக்காரங்களுக்கு இந்த ஆண்டு குரு பகவான் குரு பயிற்சினால அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக சொல்லணும் ஆனால் ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா சும்மாராக இருக்குது இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துலேயே வந்து ராகு உட்காண்ட்ருக்காங்க குடும்பத்தில் சலசலப்புகள் ஏற்படும் எட்டாம் இடத்துல ஆயுள் ஸ்தானத்தில் கேது உட்காண்டிருக்கார் ஞானத்தை கொடுப்பார் ஸ்பிரிச்சுவல் நோக்கி போ சொல்லுவார் ஆனால் ஒரு கண்டத்தையும் கொடுப்பார் அதை தாண்டி வந்துட்டீங்கன்னா பெரிய லெவலுக்கு நீங்கள் வருவீங்க ஆனால் இந்த ஒரு வருட காலம் வந்து குரு பகவான் ஜென்ம குருவாக இருக்கிறதுனால மேஜர் ப்ராப்ளம் எதுவும் வரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது பயப்பட தேவையில்லை ஏன்னால் பாதகஸ்தானத்தை குரு பார்க்குறாரு டைரக்டாக ஏழாம் பார்வையாக அட்டகாசமாக இருக்கும் மீனராசி துணிச்சல் தைரியம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் தன்னம்பிக்கை முக்கியமாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னால் குரு பகவான் தன் வீட்டுக்குரிய கிரகமே குரு அவர் வீட்டுக்கு வரும் வரும்போதே உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது பதவி உயர்வு தொழிலில் அடுத்த கட்டத்துக்கான ஒரு மூமெண்ட்டு ஜாபில் ப்ரமோஷன்ஸ் இது வரைக்கும் கிடைக்காத ஜாப் கிடைக்கல ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கீங்க அவங்களுக்கு கட்டாயம் வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இந்த ஆண்டு வந்து அமைச்ச் அமைச்சு கொடுப்பாரு குரு கட்டாயம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கவலையே படாதீங்க மீனராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி அட்டகாசங்க உங்களுக்கு இது நூற்றுக்கு என்ன மார்க் போடலான்னு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றெட்டு கொடுக்கலாங்க குருவாக்கமான வச்சு ராகுக்கு எது வச்சு கிடையாது குருவாக்கமான வச்சு நைன்டி எயிட் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தரப்பியை கண்டிப்பாக வாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்